வணக்கம் பாலகீதத்தின் சில குழந்தைகளே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க உங்களுக்காக இன்றைக்கி ஒரு புது பாட்டு ஒன்று எழுதியிருக்கிறேன் அது என்ன பாட்டு தெரியுமா நாய்க்குட்டியை பற்றி நாய்க்குட்டி எப்படிக்காகவங்க யார் இருக்காங்க குட்டி நாய்க்குட்டி சுற்றி சுற்றி வந்து காலை காலையிலே விளையாடுவோம் நம்மள்ட கொஞ்சம் இதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவீங்க அதை பற்றி தான் ஒரு பாட்டு வாங்க எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் அப்புறம் அந்த பாட்டை கேட்டவுடனே பிடிச்சிருந்தோன்னா நீங்கள் என்ன பண்ணணும் பாட்டுக்குள்ள போட்டி நாய்குட்டி செல்லப்பட்டி என்னை கண்ட மரு கனமே வாழையாட்டும் நாய்க்குட்டி சின்ன சின்ன நாய்க்குட்டி செல்லப்பட்டு நாய்க்குட்டி என்னை கண்ட மருதனமே வாலை ஆட்டும் நாய்க்குட்டி வயிற்றில் பிறவா உறவு நீ வாளால் அன்பை உணட்டுவாய் வயிற்றில் பிறவா உறவு நீளால் அன்பை உணட்டுவாய் மேலே பாய்ந்து முத்தமிட்டு மேலும் பாசம் காட்டுவாய் மேலே பாய்ந்து முத்தமிட்டு மேலும் பாசம் காட்டுவாய் செல்லப்பட்டு நாய்க்குட்டி என்னை கண்ட மறுகணமே வாழையாட்டும் நாய்க்குட்டி சின்ன சின்ன நாய்க்குட்டி செல்லப்பட்டு நாய்குட்டி புதிதா யாரையும் கண்டாலே குலைத்தபடி புதிதா யாரையும் கண்டாலே குலைத்தபடி கொண்டாலும் சிறப்பான காவலன் நீ என்றோ சின்ன உருவம் கொண்டாலும் சிறப்பான காவலன் நீ என்றோ சின்ன சின்ன நாய்க்குட்டி செல்ல நாய்க்குட்டி என்னை கண்ட மறுகணமேட்டும் நாய்க்குட்டி விட்டு கொடுக்கின்றாய் அன்பையும் உண்டு விட்டு கொடுக்கின்றாய் அன்பையும் நன்றி காட்டும் உனை பார்த்து நாளும் கற்கட்டும் மனிதகோலம் நன்றி காட்டும் ஊனை பார்த்து நாளும் கற்கட்டும் மனிதகூலம் சின்ன சின்ன நாய்க்குட்டி செல்லு என்னை என்ன பண்ணு கமெண்ட் மறக்காம நம்ம சேனல்ல எழுதி அனுப்புங்க ஓகே மீண்டும் ஒரு நல்ல குட்டி பாடலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகீதத்தின் கவித்துள்ள பாலகிருஷ்ணன் வண்ணமுத்து நன்றி வணக்கம் பா